வணக்கம் டெய்லி ஒரு ஒன் மினிட் கேண்டில் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டில் கால்ஸ் மாதிரி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் இன்றைக்கி டே ஆக்சுவலி மார்ச் தேர்ட்டீன் மண்டே மார்க்கெட் இப்போ டைம் வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி மேலே ஆகுது நமக்கு லைவாக ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு செலட் ஃபார்ட்டி தௌசண்ட் நமக்கு ஒரு கால் வந்திருக்கு இதில் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் எக்ஸிட் எங்கே ஆகலாம் அப்படின்ற மாதிரி கிளியரான ஒரு பாயிண்ட்ஸும் கொடுத்துரும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து ஃபஸ்ட் டாரட் நமக்கு இன்றைக்கி ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது செகண்ட் டாரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஸ்டாப்லாஸ் லைன் மேலே வந்துருக்கு ஸோ இது டெய்லி ஆட்டோமேட்டிக்காக அதுவே மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வரும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் இப்போ கீழே இறங்கிக்கிட்டே வருது நமக்கும் தெரியும் மார்க்கெட் இறங்குதுன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறக்கு ஒரு சார்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்ல அந்த மாதிரி தான் இந்த சார்ட்டு லைவாக என்ன பண்ணுன்னா கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை பார்த்துட்டே வரும் ஒன்ஸ் அந்த கேண்டில் வந்து நல்ல டவுனில் இறங்கி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா செல்கால் ஆகும் அதே மேலே போய் ப்ரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பைக்கால் ஆகும் கால்ஸ் வரும் ஸோ கால்ஸ் நமக்கு மாற்றி மாற்றி தான் ஜென்ரேட் ஆகும் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர்னால் அடுத்து ரெட் கலர் ரெட் கலர்னால் அடுத்து க்ரீன் கலர்ன்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் காலையும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி மொதல் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்துடலாம் நைன் ஃபிஃப்டின் ஏஎம்க்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஆச்சு கீழே ஓப்பன் ஆனாலும் மேலே வந்துருச்சு ஆனால் கால் எங்கே ஜெனரேட் ஆகிருக்குன்னு பாருங்கள் நேற்று மூணு மணிக்கு அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டில் அப்போ வந்தபடி க்ளோஸ் கால் இன்றைக்கி ஒரு நைன் வரைக்கும் அந்த மொமெண்டம் போய்கிட்டே இருந்துச்சு நைன் ஃபார்ட்டிக்கு அப்புறந்தான் அந்த ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே வருது அப்படின்னு சொல்லி இந்த சார்ட் நமக்கு டிடெக்ட் பண்ணி நீங்கள் எப்போ செல் பண்ணலான்னு செல் காலாக கொடுத்துருக்கு ஸோ ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டோட ஒரு செல் காலும் கிடச்சிச்சு தான் ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட்டை பார்த்து என்ட்ரி எடுப்பீங்க நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை எடுத்து வச்சும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அடுத்து இதில் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் நாட் எய்டுன்னு இருக்குது ஒரு ஒன் நாட் கிட்ட இருக்குது இது எப்படி break out பண்ணதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம் கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸ் பாருங்கள் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்டே தான் ட்ரேடிங் வந்து போச்சு 5th கேண்டில் கொஞ்சம் டவுன் இறங்குச்சி சிக்ஸ்த்து கேண்டில் இன்னும் டவுன் இறங்குனதில் நமக்கு 70 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மினிட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த கால் பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப ஒரு ரேலி மொமெண்டமாக சேஞ்ச் ஆயிடுச்சு அதில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ரேலி வந்து போய்கிட்டே இருந்தது ஆஃப்டர் லெவன் ஓ கிளாக் தான் ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஹண்ட்ரட் நமக்கு டவுன் சைட்லையும் பிரேக் அவுட் ஆச்சு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வரைக்கும் நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகலை ஆஃப்டர் டென் தேர்ட்டி நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கால் செல் கால் வந்துச்சு செவன்டீன் அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டாக ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆச்சு லெவன் ஓ கிளாக் அப்புறம் மார்க்கெட் இறங்கினதில்லை நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு இதில் நமக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு சார்ட்டை பார்த்துட்டு உங்களால் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி உங்களுடைய இன்டாடே ட்ரேடிங்க்கு இந்த டூல உங்கள் சப்போர்ட்டிங் வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் ப்ளான் டீட்டெயில்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் மெசேஜ் அனுப்புங்கள் Thank you.